வணக்கம் Bank நிஃப்டி ஒன் மினிட் சார்ட் இன்றைக்கி ஒரு ஃப்ரைடே மார்க்கெட் பார்க்குறோம் மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் சைட் இறங்குது செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறக்கு கால்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வரும் இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான் நமக்கு இந்த சார்ட் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு ஒன் மினிட் கேன்ட்லேயும் அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மார்க்கெட் இறங்குனா செல் கால் ஆகும் அதே இப்போ மேலே போச்சு அப்படின்னா பைக் கால் ஆகும் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் கால் வரையில் பார்க்குறக்கு சிக்னல் மாதிரி இருக்கும் இப்போ செல் கால் அப்படின்றதுனால ரெட் கலரில் நமக்கு சிக்னல் மாதிரி கொடுக்குது செல் அட் அந்த ரெட் கலர் கேண்டில் இருந்து ஸ்ட்ரெய்ட்டாக ஒரு லைன் இருக்குல்ல அதான் நமக்குரிய என்ட்ரி பாயிண்ட் லைன் கீழே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டார்ட் லைன் ஃபஸ்ட் டார்ட்டே ஆக்சுவலி நமக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும் செகண்ட் டாரட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு இருக்கும் மேலே இருக்கிறது தான் ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ டெய்லி இந்த சார்ட் இந்த மாதிரி அதுவே லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒவ்வொரு மார்க்கெட்டினுடைய மூமெண்ட்டையும் அனலைஸ் பண்ணி நல்லா நுணுக்கமாக ஒரு 1 மினிட் கேண்டில் ஸ்கேன்பிங் பேசிஸில் அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அதை பார்த்துட்டு ஜஸ்ட் ஆட்ரு போடுறதா உங்கள் வேலையாக இருக்கும் இது மேனுவல் ட்ரேடிங்காகவும் பண்ணிக்கலாம் இல்லை அப்படினா, உங்களால் ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ண முடியும் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹே இன் மெசேஜ் அனுப்புங்கள் டீடைல் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு சிக்ஸ்த் கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக பார்த்திங்க அப்படின்னா டவுன்சைட் இறங்கிச்சு ஃபார்ட்டி த்ரீ ஃபோர் ஹண்ட்ரட் பிரேக் அவுட் பண்ண அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட் ரேஞ்சான ஃபார்ட்டி த்ரீ த்ரீ செவன்ட்டி ஃபோரை ப்ரேக் அவுட் கிட்டத்தட்ட ஒரு ஒன் டென் பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மூவ்மெண்ட் டவுன்சைட் வந்துச்சு அடுத்து தொடர்ச்சியாக அந்த பேரிஷ் மொமெண்டம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக செகண்ட் டாரட்டையும் பிரேக் அவுட் பண்ணி ஃபார்ட்டி த்ரீ டூ ஃபிஃப்டிக்கு போச்சு ஸோ ஃபோர் எயிட்டி த்ரீயில் வந்து வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு 43,000 த்ரீ தௌசண்ட் புட் ஆப்ஷன் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த மனியில் நம்ம பார்க்குறோம் இந்த அவுட் ஆஃப் த மணி சார்ட் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பாயிண்ட்டில் நமக்கு நைன்ட்டி அந்த ரேஞ்சில் பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஆல் தி வே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வரைக்கும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு செகண்ட் டாரட் அச்சீவ் பண்ணும்போது ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டாரட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போதிக்கு ஒரு ஒன் அந்த கேண்டில் ப்ரேக் அவுட் பண்ணியிருக்கு நீங்கள் டேரெக்டாக அந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட்டை பார்த்துட்டு என்ட்ரி எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஃப்யூச்சரை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ரீமியம் பே பண்ணி உங்களுக்கு எந்த ஆப்ஷன் எடுத்து ட்ரேட் பண்ண தோணுதோ அதை வச்சும் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம் பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் என் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் நாங்க சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க you